குழந்தைகள் நிறைய சொற்களை கேட்டால் அவர்களின் மொழி வளர்ச்சி சிறப்பாக இருக்கும் அதனால் குழந்தைகளுடன் பேசும் சில சொற்களை மட்டுமே சொல்வது காற்று பலூன் போன்றது காற்றுள்ள பலூன் போல் குறிப்பிட்ட விவரங்கள் நிறைய கொண்ட விரிவான வாக்கியங்களை உபயோகப்படுத்துவது மிகவும் உதவியாக இருக்கும் உதாரணத்திற்கு வெளியே செல்லுங்கள் தற்கு பதில் வெளியே சென்று உங்கள் நண்பர்களுடன் விளையாடி நல்ல வானிலையை அனுபவியுங்கள் என்று நீங்கள் சொல்லலாம் இங்கு வாருங்கள் என்று சொல்வதற்கு பதில் இங்கு வாருங்கள் இன்று நீங்கள் அழகாக தெரிவதற்காக நான் உங்கள் தலையை வாரிவிடுகிறேன் என்று நீங்கள் சொல்லலாம் பாருங்கள் என்று சொல்வதற்கு பதில் ஆரஞ்சு பூவின் மேல் அமர்ந்திருக்கும் அந்த அழகான பட்டாம்பூச்சியை பாருங்கள் என்று நீங்கள் சொல்லலாம் குழந்தைகள் புது சொற்களை கற்றுக்கொள்ளவும் வாக்கியங்களை எப்படி பயன்படுத்துவது என்று புரிந்து கொள்ளவும் இது உதவுகிறது